கூட்டார்கள் அருமை நபி அதிசயமாக தண்ணீரை வைத்து கொடுத்ததும் வணிக கூட்டங்கள் எல்லாம் தண்ணீரை குடித்து தாகங்களை தீர்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகின்றார்கள் அதைத்தான் நம்முடைய யானிபயத்தில் கூட ஒரு சொல்லுகின்றார்கள் விரல்களிலே பரவலை தன்னல் நதிய தாகங்கள் தீர்த்துமை அருமை நபியினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றார் இது அவங்களுடைய ஒரு மனஜிசார் அற்புதம் அல்லாவோ அவங்களுக்கு கொடுத்த அற்புதங்களில் அதுவும் ஒன்று இப்படி அந்த மக்கள் தாகங்களை தீர்த்தார்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் உடனே அபு பக்கர் மார்க்கத்தை ஒப்பு இறங்குவதற்கு முன்னதாக நடந்த சரித்திரம் அப்பவுமே அபு பக்கர் சித்திக்கு அருமநாயகத்தின் மீது அளவில்லாத அபிமானம் கொண்டிருந்தார்கள் அன்பு கொண்டிருந்தார்கள் சொன்னார் இப்ப எல்லாம் நாம மீட்சி பெற வேண்டுமே ஆனா அந்த முகமதை கொண்டுதான் நாம் விட்டு காப்பாற்றப்பட வேண்டும் ஒன்றாக கூடி சொன்னார் இனிமேல் கூட்டத்துக்கு முகம்மது அதுபோல எல்லாரும் சம்மதித்து அவர்களை முன்னோடியாக்குறாங்க உடனே அல்லாஹி ஆண்டனுடைய உத்தரவு ஜிபி அலிஸ்லாத்து வலாம் வந்து இறங்கி அருமநாயகத்தினுடைய ஏறி சென்ற ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து பாதை விட்டது செல்ல வேண்டிய மட்டும் சந்தோஷம் இல்லை இந்த விதமாக அரும நபி எல்லாத்துக்கும் முன்னோடியாக தலைவராக தான் முன்னடாத்தி எல்லாரையும் ஒத்துமையாக அழைத்துக் கொண்டு அருமை நபி அவர்களும் ஒன்னாக வர வேண்டி வியாபார கூட்டத்தார்களுமாக வழி நடந்து மறுகின்றார்கள் வருகின்ற வழிதானிலே ரொம்ப வியாபார நிமித்தமாக எல்லாரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னால ஒரு மனிதன் தானே அலையடித்து கொண்டு ஓடி வருகின்றான் ஓ ஜனங்களே நில்லுங்கள் அந்த பக்கமாக போகாதீர்கள் அங்க பயங்கரமான ஒரு பாம்பு என்று இருக்கின்றது அந்த பாம்பு எப்பேருக்கு கொத்ததையானால் பெரிய படூரப்பட்ட பெரிய மலப்பாம்பு அது விட வேண்டிய மூச்சில அங்க இருக்க வேண்டிய அதாவது பச்சிகளும் தலைகள் எல்லாம் அப்படியே நெருப்பாயிருந்து விடுகின்றது ஒரு மூச்சு இழுத்தால் அதனுடைய வயிற்றுக்குள் எல்லா விதமான ஆடு மாடு வாகனங்களும் சென்றுவிடும் அப்படி பயங்கரமான ஒரு பெரிய பாம்பு வியாபார கூட்டமை போகாதீங்க பயந்து நின்று விட்டார்கள் அருமநாயகர் சொல்லலாஹ் நீங்க யாரும் பயப்படாதீங்க நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த பாம்பு இருக்க வேண்டிய இடத்துக்கு சென்றார்கள் அருமநவி வருகின்ற காட்சியை கண்ட அந்த பாம்பு பயங்கரமா அப்படி அந்த மரப்பாம்பு அதனுடைய விஷங்களைத்தானே கைக்கு கொண்டு வருகின்ற அருமநி குறிந்து ஒரு ஒரு துரும்பை ஒரு கோலை கையில எடுத்தார்கள் ஒரு குச்சியை கையில எடுத்து அந்த பாம்பின் மீது எரிந்தார்கள் எரிந்த உடனே போய் பட்ட உடனே அதனுடைய தலை துண்டிக்கப்பட்டு பக்கத்தில் இருந்த மலையை போய் பிடித்ததான் பிடித்த உடனே அந்த பயங்கரமாடி அந்த பாம்பு தலை போய் கவி பிடித்ததும் அந்த மலை அப்படியே சுக்கு சுக்காக தான் ஒழுங்கி விட்டதாம் பாம்புடைய பயங்கரம் நீங்கியது அருமநபி திரும்பி வந்து மீண்டும் வியாபார கூட்டத்தார்களை ஒன்னாக அழைத்துக் கொண்டு அப்புறமாக சென்றார்கள் வேங்கை புலியினுடைய ஒரு தொல்லை அதையும் விட்டு நீக்கி அருமன்பி அவர்கள் அப்புறமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது காட்டு ஆறு அந்த காட்டு ஆற்றிலே அதாவது இரவு நேரம் வந்ததும் தானத்தினுடைய கூட்டத்தார்களுமாக எல்லாரும் அந்த ஆற்றினுடைய மணலிலே தங்கி இருக்கின்றார்கள் அப்படி தங்கி இருக்கும் போது நடுமிசையான நேரத்தில் ஜிப்ரல் அலி சுலாத்து வந்து இறங்கி அருமை நாயகத்தை அழைத்து சொன்னாங்க யா முகமதே இங்கு இன்னும் சற்று நேரத்துல வெள்ளம் வரப்போகிறது நீங்க உங்க கூட்டத்தில் இதோ பக்கத்து அந்த மலையில போய் ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று ஜிப்ரல் அலி சலாத்து சொன்னாங்க உடனே அது போல எழுப்பி எல்லா ஜாம்களையும் வணிக பொருள்களையும் அமர்ந்த உடனே சாமானிய காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு போடுகின்ற அந்த வெள்ளத்திலே பெரிய பெரிய மரங்களும் குடிசைகளும் பயங்கரமாவுடைய மிருகங்களும் அடித்து செல்லக்கூடிய காட்சியை எல்லாரும் பார்த்தாங்க அதிசயமடைந்தாங்க அடித்து செல்லப்போம் ஆகையால இதுமதுடைய அற்புதம் என்று எல்லாரும் அவர்களை போற்றி வந்தாங்க வெள்ளம் வத்தாம அதை ஓடிக்கொண்டிருக்கிறது மூணாவது நாள் அன்று அல்லாஹான் தெளிங்கி சொன்னாங்க யா முகம்மதே நாளை காலையில் நீங்கள் வியாபாரத்துக்காக செல்லுங்கள் தண்ணி வத்தாம் வந்து சென்றுவர் அதுபோலவே என்ன பெரும் பார்த்துக் கொண்டிருந்தாங்க எல்லாம் கூட்டத்தார்களையும் ஒன்றாகத்தானே சேர்த்து பணிய கூட்டங்களையும் தான் ஏற்றி பிரயாணப்படும் போது அது போன்று சொன்னது கூடியது அந்த ஆற்றில் வந்து இறங்கி அரும நபிக்கு முன்பதாக பின்பதாக நபி நாடக மானா காற்று வெள்ளான் முன்னால போ அரும நி பின்னால போறாங்க போய் கொண்டிருக்கும் போது அந்த மானுக்கு எந்த அளவுக்கு போது எல்லாரும் இதுமதுடைய ஒரு காரணம் அவரு தன்மையை கொண்டுதான் நாம் எல்லாரும் ஆற்றை கிடந்து போறோம் அபுஜியில் கூட்டத்தை சேர்ந்தவருக்கான் அவங்களுக்கு அது மன நிறைவு இல்லை அப்படி இது முகம்மது காரணம் எங்களுடைய தெய்வத்தினுடைய புத்தானுடைய தன்மை அதனாலதான் நாங்க ஆத்த கடந்து போறோம்னு சொன்ன சொன்ன மருகணம் பயங்கரமாவுடைய ஒரு சுளி ஒன்று வந்து அவரையும் அவனுடைய ஒட்டகத்தையும் சுழித்து தண்ணிக்குள்ள அடித்து சென்று விட்டது எதை மறுத்தானோ அருமை முகம்மது அவர்கள் சொன்ன அவர்களை பற்றி பெருமையாக அவர்களை பற்றி சொன்னதுக்கு அவன் மறுத்து சொல்லி அவர்களால் அல்ல எங்களுடைய தெய்வத்தால் தான் நாங்க போறோம்னு சொன்ன சொன்ன உடனே அவன் அப்படியே ஆத்திரை அடித்து செல்லப்பட்டான் எல்லாரும் பார்த்தார்கள் அவன் சொன்னதுக்கு அவனுக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது என்று அவன் ஆத்தோட போகின்றான் அருமை பெரியவர்களை தாய்மார்களை பாருங்க அருமநாயகத்தை பற்றி லேசாக பழித்துரைத்ததுக்கு ஆட்டம் கொடுத்த கூலி அதே நேரத்தில் அருமநாயகம் வாழ்ந்து கொண்டு நாமம் அவங்களுடைய சொன்னதை அவங்க செய்து காட்டிய வழிமுறைகளை நாம மறந்து நம்மளுக்கு என்ன பெரிய தண்டனை கிடைக்கும் நினைச்சு பார்க்கணும் மறந்துடாதீங்க அருமநாயகம் அவர்கள் அந்த ஆற்றை கடந்து சென்றார்கள் சென்றவண்டி வணிக கூட்டத்தால் ரொம்ப சந்தோஷம் இந்த முறையில் அதையும் விட்டு அப்புறமாகித்தான் போய் கொண்டிருக்கும் போது இப்படி வர்த்தக கூட்டங்கள் வருகிறது வர்த்தக கூட்டத்தார்கள் வார்கள் அவருடைய அபகரிக்க வேண்டும் என்று திருட்டு கூட்டம் பின்தொடர்ந்தே வருகின்றார்கள் அப்படி வந்த உடனே முன்னாள் ஒரு ஆறு தண்ணி இல்லை அந்த ஆற்றை கடந்த அக்கறைக்கு சென்றதும் அந்த திருட்டு கூட்டமும் பக்கத்தில் வந்து விட்டது இவங்க ஆற்றை கடந்த அக்கறைக்கு போனாங்க இந்த வர வேண்டிய திருட்டு கூட்டம் இறங்கும் போது நினைச்ச காரையை முடியாம போச்ச ஆற்றுல வெள்ளம் வந்து விட்டதை தடைபட்டு விட்டது என்று அந்த கொள்ளை கூட்டம் திரும்பி சென்ற இது அருணநாயகத்தினுடைய அற்புதம் இதையும் பார்த்த சந்தோஷப்பட்டாங்க இந்த விதமாகத்தான் அனைவரும் ஒற்றுமையாக கூடி சாம் நாட்டுடைய எல்லையை தான் அடுத்து வருகின்றும் இப்படி வந்து கொண்டிருக்காங்க அப்படி வந்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல அழகான ஒரு நந்தா அவனை சோலை அவருடைய வரன்களும் செடிகளும் கொடிகளும் பல வர்க்கங்களும் நிறைந்திருக்கின்ற ஒரு பெரிய தோட்டம் அந்த தோட்டத்தில் வந்து இந்த வணிக கூட்டத்தார்கள் வியாபார கூட்டத்தார்கள் எல்லாம் தங்கி போவோம் என்பதாக அவங்க கூடிய முதல்களை எல்லாம் தான் இறக்கி வைத்து தங்கி இருக்கின்ற தருணமணில் சங்கை பொறிந்திய தோர் நபி அவர்கள் அருமை நபிர்களும் மற்றவர்களும் எல்லாரும் அந்த இடத்துல வந்து தங்கி இருக்க தங்கி இருக்கும்போது அது ஒருவருக்கு சொந்தமான இடம் என்று சொன்னார் இஷ்ரா சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதன் அந்த இஷ்ராக் என்று சொல்லக்கூடியவருடைய உள்ளத்தில் என்ன ஒரு நீண்ட எண்ணம் என்று சொன்னார் இன்ன நாள் இன்ன என்று மக்காவில் இருந்து முகமது நபி அவங்க இந்த மார்க்கமாக வியாபாரத்துக்கு வருவாங்க தங்குவார்கள் என்று எல்லா விவரமும் தெரிஞ்சிருந்த அரும நபியினுடைய வருகைக்காக காத்திருந்தார் அதுபோல முகம்மது வந்து விட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு தெரிந்துவிட்டது தெரிந்த உடனே அவருடைய மனரபு சந்தோஷப்பட்டு உடனே வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்தாங்க அந்த பெரியவர் இஸ்ரா சொல்லக்கூடியவர் விருந்து தயார் செய்தார் விருந்தாகி வைத்தார்கள் வியாபார கூட்டத்தார்களை வந்து விருந்து சாப்பிட அழைச்சாங்க அப்படி விருந்து சாப்பிட அழைக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க எல்லா பொருள் முதல்கள் இருக்கு இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆழ்வன யாரை வைக்கிறது அபிஜி எல்லாம் அவங்களை வைக்கணும் அப்படியா சரி ஓயிச்சிட்டோம் என்று சொல்லி அது போல முகமத அரும்ப நாயகத்தை எல்லா பொருளுக்கும் பாதுகாப்பா வச்சுட்டு இவங்க எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க விருந்து சாப்பிட அது வந்து அணி அணியாக அமர செய்து விருந்துகள் பரிமாறக்கூடிய நேரத்துல அந்த இஷ்ரா சொல்லக்கூடிய பெரியவர் கேட்கிறார் உங்க கூட்டத்துல அங்க யார் இருக்காங்க எங்க கூட்டத்துல அபுஜிகள் சொன்ன அப்துல்லாவுடைய மகன் முகம்மது சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ரொம்ப ஒரு ஏழ்மையான மனுஷன் அவரை தான் அங்க வச்சுட்டு நாங்கள்லாம் பெரிய அந்தஸ்திருக்க சாப்பிடும்னு சொன்னா சொன்ன உடனே அந்த இஸ்ரா ரொம்ப கோம் வந்துருச்சு சொல்லுகின்ற போய் வணிக கூட்டத்தார்களே எந்த முகம்மதை நீங்க அங்கு வைத்து வைத்துவிட்டு வந்தீர்களோ எந்த முகம்மதை ஏழ்மையானவர் என்று நீங்கள் ரொம்ப ஏளனமாக சொல்லுகின்றீர்களோ அந்த முகம்மதுக்காக வேண்டித்தான் இந்த விருந்து உங்களுக்காக அல்ல இந்த விருந்து தயாரிக்கப்பட்டதே அந்த முகம்மதுக்காக வேண்டித்தான் அவர் இல்லாத உங்களுக்கு இங்கு விருந்து இல்லை முதல்ல அவர் போய் உடனே அபுபக்க சித்தேசடி எல்லா வித்தாலும் அவங்க ஆடனுக்கு வைத்து அரும நபி அழைச்சிடும்படி ஆரம்பிச்ச அதுபோலவே நம்முடைய பெருமானார் நபி முகமதின் சொல்லு அரீஸ்வல்லும் அவர்களைத்தான் அழைத்து கொண்டு வந்ததும் அந்த இஸ்ராக சொல்லக்கூடியவர் அடி சென்று அவங்களுடைய கைகளை பிடித்து கண்ணிலே வைத்து அழைத்து சென்று அதாவது ஒரு இடத்துல அமரச் செய்தார்கள் அந்த இடம் எப்படி இடம் பட்டு போன ஒரு பேரித்தங்க அது பக்கத்தில் ஒரு பெரிய கேணி அந்த இடத்துல கொண்டு போய் அருமநபிய அந்த பட்டு போன அந்த பேரித்தங்களுடைய பக்கத்துல கொண்டு போய் அமர செஞ்சான் அமர செய்ததும் அருமநபியினுடைய அற்புதத்தை கொண்டு அந்த பட்டு போன பேரித்த மரமாக கூடிய தழு தங்க பூத்திடுமா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 May be brutal பி அமர்ந்த மருகனும் பட்டு போன பேரி தங்க ரொம்ப சந்தோஷம் அடைந்துவிட்டது நாம் யாரை காண வேண்டும் என்று இது காலம் தவம் இருந்தோமோ யாரை பார்க்க வேண்டும் என்று இவ்வளவு காலம் இடத்தில் பிரார்த்தித்தோமோ அந்த எண்ணு நம்மளுக்கு நிறைவேறிவிட்டது என்று உடனே ஓடிவந்தபியை தானே கையை பிடித்து கண்ணிலே வைத்து விருந்துகள் விருந்துகள் யாருடைய காலத்தில் உள்ளவரு அவங்களுடைய காலத்தில் உள்ளவர்களா சுபகான் அல்ல நபியுடைய காலத்துக்கும் அருமநபியினுடைய காலத்துக்கும் இடைவெளி அறுநூறு ஆண்டு காலம் என்பதாக குறிப்பிடப்படுகிறது அறுநூறு ஆண்டு அவ்வளவு காலத்துக்கு அவர் உயிரோடு ஜீவித்திருக்கிறார்கள் என்று சொன்ன புதுமை ஒரு நாள் அந்த இஸ்லா என்று சொல்லக்கூடியவர் நபி ரைசா அலி சலாத்து காலத்திலே சந்திக்கின்றார்கள் சந்தித்த அவங்களுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க என்னுடைய வேதம் மூணாவது எனக்கு பின்னால் நபி பிறக்க இருக்கின்றார் அவங்களுடைய வேதம் நாலாவது அவர்கள்தான் முகமது நபி அவங்களுக்கு பின்னால் நபி கிடையாது அவங்க தான் நபி அவர்களுக்கு யார் ஈமான் கொண்டு அவங்களுடைய வேதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொன்னார் அப்ப உடனே அந்த இஸ்ரா சொல்லக்கூடியவர் கேட்டுக் கொண்டார் யா அலிசாவே அல்லாவுடைய தூதரே அப்படியானால் நீங்கள் எனக்கு ஒரு துவா செய்ய வேண்டும் என்ன துவா அந்த முகம்மதை கண்ணால் காணு வரை திறவு நான் இந்த உலகத்தில் இருக்கிறோம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டான் அப்பதான் சொன்ன பேரித்து மரமும் இந்த பாடு இந்த கிணறும் அதாவது உங்களுடைய காலத்தில் இந்த மரங்கள் எல்லாம் பட்டு போய்விடும் தண்ணீர் இல்லாமல் போய்விடும் என்ன விதமாக அவங்க வர வேண்டிய நாளையும் வந்து அமர்வார்கள் அப்பொழுது பட்ட மரம் தடைக்கும் அப்ப நீங்க முகமது அந்த அடையாளப்படிக்குத்தான் கண்டார் பார்த்தார் இந்த இஸ்ரா இவருதான் முகமது ரொம்ப சந்தோஷமாக இருந்துகள் தான் பரிமாறப்பட்டு அதே நேரத்தில் இந்த மைசரா சொல்லக்கூடிய கணக்கர் அவருக்கும் அதாவது ஹதிஜா நாயகி அவர்கள் இந்த இஸ்ராத் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களுக்கும் அவங்களுக்கு அதாவது வியாபார வியாபாரத்தன்மையில அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அதுகொண்டு அப்ப ஹதிஜா நாயகி பயணப்பட்டு வரும்போது இஸ்ராக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு அதாவது மைசராட் போகும்போது பெரியவர் சந்திப்பீங்க சந்திச்சங்க நடக்க வேண்டிய புதுமைகளை சொல்லி கண்ட கனவையும் அவரிடத்துல சொல்லி அவங்க என்ன பயன் என்ன பொழிச்சு தான் கேட்டுவாங்க அதுபோலவே இந்த விபரத்தை இஸ்லா கடத்தில சொல்லும் பொழுது அவர் சொன்னார் ஹதிஜா நாயகிக்கும் முகம்மதுக்கும் கல்யாணம் அங்க ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்படி சொல்லி அந்த பெரியவர் நம்முடைய அரும்ப நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து சொன்னார் யா முகம்மதே உங்களை நான் நீண்ட நாளாக காண வேண்டும் என்று காத்திருந்தேன் என்னுடைய வேண்டுதலை ஆண்டு நிறைவேற்றி வைத்தான் என்னுடைய எண்ணத்தை விருப்பத்தி ஆண்டு நிறைவேற்றி வைத்தான் கண்ணாலே கண்டேன் என்றார் அல்பாரம் மகிழ்ந்தேன் உங்களுடைய பாதத்தடியிலே என்னுடைய உயிர் பிரிஞ்சுக்கு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மவுத்தாகின்றார் மரணிக்கின்றார் பாருங்க பெரிய ஒரு அதிசயம் என்று இப்படி அரும நபி அவங்களுடைய முன்னிலையில் மரணித்த அந்த பெரியாரை நல்லடக்கம் செய்து விட்டு மற்ற வணிக கூட்டம் வியாபார கூட்டம் ஒன்றாக சேர்ந்து சென்றார்கள் சாம் நாட்டுக்குள் செல்லும் பொழுது சாம் நாட்டினுடைய ஒரு அழகையும் ஷாம் நாட்டினுடைய ஒரு வளத்தையும் சாம் நாட்டினுடைய ஒரு செல்வச் செருக்கையும் அந்த நாட்டுடைய வியாபார ஸ்தலத்தையும் அங்கு விற்கப்படக்கூடிய பொருள்களையும் பார்த்து கண்டு எழுகையே பெரும் புதுமையடைந்தார்கள் அருமநபியினுடைய வருகையை கண்ட அந்த நாடு நகரம் நாட்டில் உள்ள மற்ற வஸ்துக்கள் எல்லாம் மன நிறைவு கொண்ட முறையிலே அவர்களை வரவேற்று வணிக கூட்டத்தார்கள் வியாபார கூட்டத்தார்கள் விற்கின்ற பொருள் இருக்க வேண்டிய சந்தைக்கு சென்று அவரவர்கள் கொண்டு சென்ற பொருள்களை எல்லாம் விரிக்கி வைத்து வியாபாரம் செய்தார்கள் அப்படி வியாபாரம் செய்த இடத்தில் பெருமானார் அவங்க கொண்டு சென்ற முதல்களை எல்லாம் தான் விற்று விலை கூறி அதாபத்தையும் பெற்று திரும்பக்கூடிய நேரம் அங்கே பேர் கொட்ட ஒரு சூழ்ச்சி அதாவது பாதிரிமார்கள் நசராணிகள் இருக்கின்றார்களே அவங்க முன்னுண்டான சாஸ்திரத்தை படித்தவர்கள் மூன்று வேதங்களையும் தெரிந்தவர்கள் அவங்களுடைய வேதங்களிலே கணிக்கப்பட்டிருக்கின்றி என்று முகமது என்று சொல்லக்கூடிய சாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு வருவார் என்று அதுபோல கணிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையை கண்ட அந்த நசராணிகளும் அருமநாயகத்தினுடைய முன்னதாக வந்து அவங்களுடைய அங்க அடையாளங்களை கணிக்கின்றார் அவங்களுடைய சாமுத்ரிகா லட்சணங்களை பார்க்கின்றார் அவங்களுடைய நிலையை கண்ட அந்த கூட்டத்தார்கள் நினைக்கின்றார்கள் இவர்கள் தான் முகம்மது இவர்கள் தான் நபி என்று தெரிந்ததும் இதை தெரிந்த அந்த நசதானிகளும் இவரை நான் சூட்சமாக அழைத்து சென்று இவர்களை கொண்டுவிட வேண்டும் காரணம் இவர்களுக்கு ஆண்டவன் பின்னால் ஒரு வேதத்தை உலகத்தில் புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வருவார் அவருடைய மார்க்கத்தில் தான் எல்லா மக்களும் சேர்வார்கள் எல்லாம் பொய்யாக்கி என்று முன்பு சொல்லப்பட்ட அந்த வேதத்தை உணர்ந்த அந்த பாதிரிமார்களும் அந்த நசராணிகளும் இதை முளையிலே கிள்ளி எறிந்து விட வேண்டும் முகம்மதை கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் கேட்டி இவர்களை அதாவது வியாபாரத்திற்காக அழைத்து செல்வதைப் போன்று இவரிடத்திலே வந்து தரவு பேசி முகம்மது இங்க உங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் விற்பதற்கு வேண்டிய பொருள்கள் எங்களிடத்தில் இருக்கின்றது நல்ல லாபத்தோடும் அதாவது குறைந்த விலையிலையும் மலிவான விலையை உங்களுக்கு கொடுக்கின்றோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து செல்லப்படுகின்றார்கள் அது போலவே வியாபாரத்திற்காக வேண்டி பொருட்களை வாங்கி செல்வோம் என்பதாக அரும நபியும் விட்டு பிரிந்து அவங்க அழைத்து சென்றான் சூழ்ச்சி இவங்களை அழைத்து சென்று இருக்க வேண்டிய இடத்துக்கு தலைக்கு மேலால அதாவது மச்சியினுடைய வாசல் முன்கூட்டியே மேல கல்லை தயார் செய்து வைத்து வியாபாரத்திற்காக வேண்டி பேசிக் கொண்டிருக்கும் போது வியாபார பொருளை எடுத்துக் கொண்டு வருவதற்காக ஒருவரை ஜாடை காட்டி அவன் மேலே சென்று கல்லை தள்ளி முகம்மதை கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் அதுபோல மொஹம்மதை கொண்டு போய் அந்த வாசலுக்கு நேர கீழே வைத்துவிட்டு எல்லாரும் பேசுகின்றார்கள் வியாபாரத்தை பற்றி அப்படி பேசிக் போது ஒருவன் அழைத்து நான் மேலே வைத்திருக்கின்ற சரக்கு எடுத்துக்கிட்டுவான்னு சொல்லி ஒருத்தன் அனுப்பிச்சு வச்சார் அதுபோல சென்று முன்கூட்டி அவர்கள் பேசி வைத்ததை போன்று விட வேண்டும் என்று காபராக கூடியவன் சென்று அரும்பின் அடி மேல கல்லை தள்ள வேண்டும் என்று அவனுடைய இரு கரங்களையும் தான் கொண்டு போய் கல்லில் வைத்து அவனுடைய பிறம் கொண்டு தள்ளக்கூடிய நேரத்தில் அவ்வாஹ் ஆண்டவனுடைய ஒரு காரணம் கல்லுல வைத்த இரண்டு கரங்களையும் அந்த கற்களாக கூடியது அதாவது வெண்ணெய்க்குள் வைத்தால் கை எப்படி போகுமோ அது போன்று இரண்டு கரங்களையும் பத்தி பீத்தாங்கள் அவனையுமே வைத்த உடனே இரண்டு கரங்களை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்ட கல் உள்ள அப்படியே சொல்லிய வாங்குகின்ற உடனே இவன் பார்த்தா கல் நம்முடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டதை என்று இந்த பாதகனாக கூடிய கல்லோடு கடந்துதான் மாரடிக்கின்றான் விடுமா கைய விடவில்லை ரொம்ப நேரமா கல்லோடு கடந்து குஸ்தி போடுறேன் ஒன்னு பார்த்தாங்கன்னா மேல போன சரக்குடுக்கு போன ஆளை காணும்னு சொல்லி இன்னொருத்தனு அவன் ஓடி வந்து பார்த்தான் இவன் கல்லோட மாரடிக்கின்றான் அவன் ஓடி வந்து அவனை இழுப்ப சேர்த்து பிடிச்சுக்கிட்டு கல்ல பிடிச்சு இழுத்தான் இழுத்த உடனே கை ரெண்டும் கல்லுக்குள்ள இந்த முறையிலே அவனுடைய கைகள் அறந்த உடனே உன்னை குஹூ என்பதாகத்தானே சத்தம் போட்டு விட்டார்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க நடந்த சம்பவத்தை வந்து சொன்னான் உடனே அர்மநாயகர் சூலேகரின் சொல்ல அல்லு அலிசல்ல அவர்களுடைய முன்பதாக வந்து அந்த எல்லாம் காலிலே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள் உங்களை சூழ்ச்சியாக அழைத்துக் கொண்டு வந்து உங்களை கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினோம் எங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைத்துவிட்டு கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொன்னது போல கண்ணனை தன்மைச்சுடும் என்று சொன்னது போல நாங்கள் செய்தவினை நாங்கள் அனுபவிக்கின்றோம் முகம்மதே வாருங்கள் கல்லோடு கிடந்து அறந்து கரங்களை மீண்டும் பொருந்தும்படியாக செய்யுங்கள் என்று சொல்லி அவங்க மாப்பு மன்னிப்பு கேட்டுக்கொண்டாங்க அருமை பெரியோர்களே தாய்மார்களே அருமநாயகத்தினுடைய ஒரு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விபரீதங்கள் எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்படுகின்றது ஏற்பட்டிருக்கின்றது எந்த முறையிலே அவ்வாறு அவர்களை காப்பாற்றி கிருப செய்கிறார் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த முறையிலே அருமன்பியை மேலே அழைத்து சென்று அந்த அருந்து போன கரங்களோடு அவனுடைய குஜங்களை வைத்து அருமநபி துவாச்சான் மருகணம் அவனுடைய அருந்த கரங்கள் தான் ஒன்றாக பொருந்தியதும் அந்த இரண்டு கரங்களையும் அதாவது பசுமையான வெண்ணெய் குருந்து கையை எடுப்பதை போன்று இரண்டு கரங்கள் அருந்த கரமானது பொருந்திய நின்று கரம் மறந்த கண்டவர்கள் அந்த காவறான ஜனங்கள் உள்ளங்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ந்தார்களாம் இந்த முறையில் நம்முடைய பெருமானோர் நபி முகமது அவர்களை தான் மீண்டும் அந்த வணிக கூட்டத்தார்கள் வியாபார கூட்டத்தார்கள் தான் ஒற்றுமையாக சேர்ந்து மக்கமா நகரத்தில் இருப்பதற்கு வேண்டிய பொருளை எல்லாம் தான் வணிக கூட்டத்தார்கள் வர்த்தக கூட்டத்தார்கள் ஒன்றுபட ஒருமித்தவர்களாக அந்த சாம் நாட்டை வீட்டு தானே பயணப்பட்டு தன்னுடைய சொந்த பதி ஆகிய மக்கமா நகரத்திற்கு வழி நடந்து வர்த்தர்களை உடந்தார்கள் வழிநடந்து வருகின்றார்கள்